விளையாட்டு போட்டிகளில் குறிப்பாக அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விளையாட்டுப் போட்டிகளில் சூதாட்டத்தை அங்கீகரித்து அதன் மூலம் வருவாயை பெருக்க ஏதுவாக சட்டத்தில் ஏராளமான திருத்தங்களை செய்ய வேண்டும் என சட்ட ஆணையம் தெரிவித்தார் Yes, Diva. Tell me. Hello, Dinesh. I have a case that is unofficial. I have a police officer. I have a IPL and I have a passport. Now, I will be with you. I will be with you. I have a hotel and police officer. But, are you in the local? I have a location for you too. You have to take a charge on your duty. Do you have to do it? I will take it back to you. Okay? Sure, Diva. Okay. பாத்துப்ப தேவையில்ல தேஜாவுக்கு ரெண்டு வாரத்துக்கு அவன் இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது மைலுக்கு மேலே இருக்கு எனக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியாதா சரிதா சரிதா டுவெண்ட்டி டேஸ் அவன்ட் மொபைலை ட்ரேஸ் பண்ணுறதுல அவன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அன்யூஷுவலாக இருக்குது புரியல சார் இல்லீகல் பெட்டிங் போன மாதம் சி வைரஸ்னால் ஐபிஎல் மேட்ச் போஸ்ட்போன் பண்ணிணாங்க இதெல்லாம் ஆயிரரூவா ரெண்டாயிரவா ஷேர் பண்ணிண கஸ்டமரும் சரி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸ் சரி கரெக்டாக சார் இருப்பாங்க இதுதான் நம்மளோட கேஸ் நமக்கு தெரிஞ்ச லீகலாகவே எவ்வளோ இருக்குது இல்லீகலாக எவ்வளோ இருக்கும் ஆமாம் சார் இருக்காங்க லெட்ஸ் மேக் இட் மூவ் ஒருவர் I think he is there. What is this? DON'T MOVE! FREEZE! Deja Deja Deja 77880016 NBI bank account number Last month, you told me $14.99 to $14. But, the current CD is $20. More than $25 Lakhs How did you get that? எனக்குறியாங்க <laughs> ஒரு பொண்ணு சார் ஏமான்னு சொன்னோம் ஊரில் சூதாடுற ஆம்பளைங்க கஷ்டப்படுற பொம்பளை ஊரில் இருக்க பெரியவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குன்னு சொல்ல சொன்னோம் அவங்களும் காசு கொண்டு வந்து பேட்டிங் போட்டாங்க பெரியவங்களா எப்படி ஊரில் ஐபியல் பார்க்குற அவங்களோட பசங்களை வச்சு பெட் கட்டிட்டு போயிடுவான் அந்த காசு நாங்களும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம் உட்கிச்சு வேணும் அந்த ஐஃபோனில் தான் செக் பண்ணி ஐஎம்இ நம்பர் இந்த பெட்டிங் எப்படி நடப்பிடுவோம் இந்த பெட்டிங் வந்து ரொம்ப நைட் நேரத்தில் தான் நடக்கும் பெட் பண்ணுறவங்க காசு கொடுத்துட்டு மொபைல் வழியாக சைன் பண்ணிட்டு போயிடுறாங்க பெட் பண்ணுறவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த மொபைலுக்கு பதினஞ்சு செகண்டில் ஓடிபி போயிடும் அந்த ஓடிபியை வச்சு தான் ஒரு சோ மிஸ் ஆகுனா அவங்களுக்கு படம் கிடைக்காது இவ்வளோ நாள் இவ்வளோ காசு ஹெல்ப் பண்ணேன் என்னதான் வந்து வீடு விட்டு ஆட்டி படிச்சிருந்தாலும் நீ ஒரு கவுடி தான் அவங்களுக்கு ஏற்ற எப்போயும் சேர்த்து வச்சுப்பேன் அதே கருத்து எல்லாம் இந்த மொபைலில் தான் இருக்கும் மொத்தம் ஐம்பது லட்சம் இந்த பெட்டிங் இன்னும் முடியலை இந்த காசு வந்து வீடுக்கு அனுப்பியா ரெண்டு கோடியில் தான் கிடைக்கும் ஒன்று ஒன்று இல்லை என்ன சொல்றான் <laughs> இருக்கு இந்த ஏரியஸ் மேல கணக்கு சார் மேத்யூ அது எப்படி ஒரே அக்கவுண்ட்க்கு ரெண்டு லொகேஷன் காட்ட முடியும் அ முடி요 சார் ஒரே பேங்க்ல ஒரே ব্রাঞ্চல ஏடிஎம் பிஸா கார்டு யூஸ் பண்ணி பணம் வித்ட்ராப் பண்ணா லொகேஷன் வேற வேற காட்டிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு சார் பட் இந்த அக்கவுண்ட் டீடெய்ல்ஸ்ல வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட்ஸ் இருக்கு சார் பின்னுக்கு ஸ்கிரீன்ல இத பத்தின விஷயங்களை போட்டுருக்கு சார் பார் இந்த அக்கவுண்ட் டீடெய்ல்ஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேத்யூ இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சார் ஒரு பொண்ணோடது சார் ஃபாத்திமானு அவளுக்கு வந்து பத்தொன்பது வயசு தான் ஆகுது சார் ஸ்கூல் பொண்ணு அவன் வந்து பாகிஸ்தான் பொண்ணு சார் ஸ்டடீஸ்க்காக ஸ்ரீலங்காவில் வந்து போனவன் ஆகியிருக்கு அவள் அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல தான் இருக்கு எப்படிஜர் மூலமாக இந்த ட்ரான்சாக்சன் நடந்திருக்கலாம் டிரான்சாக்சன் டீடைல்ஸ்ல இருந்து ரைஸ் பண்ணிட்டு இந்த டிரான்சாக்ஷன் நடக்காத மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க அந்த ஓவர்ஷூட் பண்ண அக்கௌண்ட் டீடைல்ஸ் எனக்கு வேணுமே தெரியும் சார் இந்த அக்கௌண்ட் டீடைல் the account number is 2500 bank account will send pan bank account la rupees kontha yaar card tho transfer panna it's difficult sir yeah government server laum work podra it's illegal on the department reputation error uh, government server use pandranga illayo server code okay waiting minutes god sir sir the 450 account number in the account number oda same a povudhu sir so namma enna panna sir namukku therigae account details la or transaction seri aagala number la and account details lachi kelakkuren sir kon fun so details undu 2007 la indha account open a irukku open aagi 7 days la vande or purchase nai irukku drone one 7 days order panna kavasa irundha ah ஆர்டர் பண்ணிய ஒரு 7 டேஸ் கேரண்டி வந்து த்ரோன் வந்து ரிட்டர் ஆயிருக்கு சார் அந்த அக்கவுண்ட் ரீல் டீடைல்ஸ் எனக்கு வேணும் சோ காட் இட் சார் பெயர் जगदीश ஜக ஒரு ரவுடி லோக்க ரவுடி இவங்க வந்து நான் டிவைஸ் ஆவுதே யு நோ அட்ரஸ் மோனாபாக்கம் ஸ்ட்ரீட் forest area சார் அடுத்து நெக்ஸ்ட் மூ என்ன சார் உங்களுக்கு জব போக வேண்டிய போறோம் ப்ளீஸ் செல்オン செல்ஸ் பட்சூர் சார் ரெண்டு பேர் இருக்காங்க சார் லெஃப்டாக இருக்கான் டார்கெட் ஜெகா ஏக் காரணத்துக்கு முன்னாள் அவனை தப்பிக்க விட்டுறக்கூடாது என்ன சார் மூவ் பண்ண போகிறோம் சார் ஜெகா நோட் பண்ணுறோம் சார் நெல்லு சசீகிராம சார் சார் லாக் பண்ணிடுறேன் சார் Oh. Don't try to run போல்வம் சார் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கேஸ் முடிஞ்சு நினைக்கிறீங்க ஆனா இதுதான் இந்த கேசோட ஆரம்பம்